இதே மாதிரியான ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை நீங்களும் எடிட் பண்ணுமா அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிபிகேஷனை தட்டி விட்டுக்கோங்க அப்போ நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம்